Hi! எல்லாருக்கும் வணக்கம் இயர் வர்ணா from சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அஸ்திரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்சல் சேரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் ஃபார்ட்டி செவன் ஃபோர் செவன் சேரீ நம்பர் 47 செவன் பாடி ஆஃப் சாரி மெருன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலருங்க கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டட் ஜரீல புட்டாஸ் இருக்குது பல்லுவில் வரக்கூடிய டிசைன் கோல்டு டெஸ்டட் ஜெரீவில் இருக்குதுங்க ப்ளவுஸ் பிளைன் கான்ட்ராஸ்டாக இருக்குது கிரே கலர் கிரே கலர் அப்படிங்கும்போது கண்டிப்பா black color threads வந்து நிறைய இடத்துல விசிபிள் ஆகுங்க கீழே இருக்கிறது அஸ்திரி கான்ட்ராஸ்ட் இருக்கு உங்களுக்கு இந்த சாரி எல்லாமே ஹேண்ட்லூம் பியூர் சாஃப்சல் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபை சாரி நம்பர் ஃபார்ட்டி எயிட் பலூன் பிளவுஸ் கிரே பாடி ஆஃப் சாரி green இதுலேயுமே கிரே பார்த்துட்டீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்லயுமே இந்த கிரே கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு வந்துருது கோல்டன் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்கு அது மட்டும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல வரக்கூடிய அந்த கிரே போர்ஷன்ல வந்து ஸ்ட்ரைப்ஸ் தெரியுங்க லைன்ஸ் தெரியும் சேம் அதே லைன் வந்து உங்களுக்கு இந்த பிளவுஸ் போர்ஷன்லயுமே தெரியும் இது கிரே கலருங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் கலர் தெரிய விசிபிளா இருக்கும் சாரியோடய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்குங்க சாரி நம்பர் இந்த சாரியில பல்லுவன் பிளவுஸ் கிரே பாடி சாரி brown. இது பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் ப்ரீ பேமண்ட் ஆப்ஷன்ல இந்த Google Pay, Paytm, pay Account Transfer இந்த பண்ணி பண்ணிக்கலாம் சாரி, சாரி சாரி கூகுள் பே போலாம் பல்லுவன் பிளவுஸ் டார்க் கிரே கலர் இதுவரைக்கும் இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரேங்க டார்க் கிரேவில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரி தாங்க ஒர்க் இருக்குது புட்டாவும் சரி பல்லுவில் வரக்கூடிய டிசைனும் சரி ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரி ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலும் நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சேரீ வந்ததுனாலும் அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க சாரி நம்பர் ஃபிஃப்டி ஒன் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் கிரே பாடி ஆஃப் சேரீ dark violet color இந்த சாரியில வரக்கூடிய புடவா gold and copper textured sareeங்க பल्लूல வரக்கூடிய டிசைன் gold textured saree ஒவ்வொரு சாரியுடையும் கட்டாயம் silk mark tag வந்திருக்கு இந்த சாரீஸ நீங்க whatsapp பண்ணாம புக் பண்ணிக்கலாம் whatsapp நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு saree code சென் பண்ணுங்க saree code சென் பண்ணும்போது புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க உங்க மெசேஜ் நம்ம பாக்கும்போது அந்த saree available-ஆ இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கறோம் saree number 52 Body of பாடி ஆஃப் சேரீ காஃபி ப்ரவுன் பல்லுவன் பிளவுஸ் கிரே கலர் சிமெண்ட் கிரேயில் இருக்குங்க அதாவது பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்கும் கிரே அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது இந்த சேரீல வரக்கூடிய பல்லுவன் பிளவுஸ் ஸோ இந்த சேரீலையுமே and அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் போர்ஷனில் ஸ்ட்ரைப்ஸ் லைன் வருதுங்க சேம் அதே ஸ்ட்ரைப் லைன் போர்ஷனே வந்து உங்களுக்கு பிளவுஸ்லையுமே வரும் Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பே பண்ணால் மட்டுமே உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய பிரைஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் International shipping available. இருக்குங்க shipping ஷிப்பிங்கு shipping சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வருது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பிடிச்சிருந்தாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ